வணக்கங்கையா போன வாரம் உங்ககிட்ட ஆசை பெற்றோம் பூமிக்கு கடவுளாக வந்து எங்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் வந்து ஆன்மீகத்தை புகற்றுங்க அதுக்கு கோடான கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது இறைவனுடைய மறுப்புதவி தான் நீங்கள் இறைவன் உங்கள் மூலியமாக தான் வந்து எங்களுக்கு வழிகாட்டுறதுன்னு நான் நம்புகிறேன் பெரிய பொண்ணு வந்து யூகேயில் படிக்கிறான் மற்ற பிள்ளைங்கள்லாம் என்னுடன் இருக்காங்க அவங்களுக்கும் என் கணவருக்கு எனக்கு எல்லோருக்கும் உங்களுடைய ஆசையும் அன்பும் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷங்கய்யா நாங்கள் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு வர்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கய்யா இது வந்து உங்கள் கருணினால் அவங்க ஆசினால் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கங்க புரிஞ்சு எந்த சூழ்நிலை பயிற்சி விட கூட ரொம்ப ஒரு சில நேரத்தில் டயர்டா இருக்கும் எந்திரிக்க முடியாது பண்ணாதீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறீங்க அதுதான் உண்டான பயிற்சி அறவயிற்கு தான் சாப்பிடணும் இது புது ஆளுங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க முடியல உங்களால அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து நல்லா போய் துவங்களுக்கு இன்னொன்னு மெயினா சொல்லிடுறா காயக்கல் மருந்து நம்மளோட பரம்பூர் ஃபவுண்டேஷனோட நண்பர் சித்தா வினோத் அவர்கள் இப்ப ஃபாரினுக்குலாம் கூட எக்ஸ்போர்ட் பண்றது ஐஎஸ்ஓ அதெல்லாம் வாங்கிட்டாப்புல அவர்கிட்ட வந்து குவாலிட்டியான அந்த என்னது காயகல்ப மருந்து இருக்கு அது மருந்து பேரு தாங்க மருந்து அது பூரா கீரைங்க அது எது ஹெல்த்தியான ஃபுட்டோ அதை மட்டும் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டா அவாய்ட் பண்ணுங்க இன்னைக்கு நூத்தி பேர் கிளாஸ் நீங்க அட்டன் பண்றீங்க நீ நீங்க பேர் முடிச்சிட்டீங்கன்னா அதோட சந்தோஷம் எனக்கு எதுவும் கிடையாது நீங்க பெரியாலாம் எப்படி பெரியாலும் கோடி கணக்குல சம்பாரிச்சு அதெல்லாம் வரும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் கர்மதுட்டாகட்டா சேருங்க அதான் விஷயம் அதிகமா பணம் சேர்த்து நல்ல வழியிலேயே சம்பாதிச்சாலும் உங்களுக்கு அது நோய்களை கொண்டு வரும் அதனுடைய கால்குலேஷன் தான் நான் சொல்லணும்னா விடிய விடிய பேசலாம் அதை பத்தியே என்ன நடக்குது உலகத்துல எங்க ஆப்பு வச்சிருக்காங்க தெரியல நமக்கும் தெரியாது சித்தனுக்கும் தெரியாது அந்த பரபிரம்மத்துக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க மேல நம்பிக்கையை போட்டுட்டு பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கு முக்தி கிடைக்குமா மோட்சம் கிடைக்கும் எதுவும் கேட்கக்கூடாது எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எது நடந்தாலும் நன்மைக்குன்னு உடம்பை எப்பயுமே தனிச்சுக்கிட்டே இருங்க அதான் விஷயம் ஓகேவா பயிற்சியை விடாம பண்ணுங்க டெய்லியும் ஒன்னாவது பயிற்சி பண்ணணும் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா மிக சிறப்பு ரொம்ப பயந்துக்க வேண்டாம் ஒரே தாரக மந்திரம் தான் சாப்பாடு போடுங்க அதிகமா சேர்த்து வச்சிருக்கிற காசை மத்தவங்களுக்கு கொடுங்க பரம்பூர் பவுண்டேஷனுக்கு வந்து கொடுங்க நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாது பவரே பவரை நாடிதான் இருக்குது உலக மக்களை பார்த்து ஏமாந்து போவாதீங்க கோடி கோடியா இருக்கும் பொண்டாட்டி அழகா இருப்பாங்க பிள்ளைங்க அழகா இருப்பாங்க வீடு வாசல் சொத்து பத்து வசதி இருக்கும் ஒரு குறைவு இல்லாத மாதிரிதான் இருக்கும் அதுவே மாயைதான் நல்லா வாழ்ந்தீங்கன்னாவே மாயைதான் எல்லாமே மாயதான் சும்மாவா உட்கார்ந்துக்கிட்டு எல்லா பணம் வந்தா என்ன பண்றது ஒண்ணும் பண்ண தோட மாட்டேங்குது எது பண்ணாலும் வேலை எத்த வேலைன்னு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ண சொல்றீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதான் நீந்தித்தான் ஆகணும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் முடிச்சிட்டார் திருவள்ளுவர் கரெக்டா இல்லையா திருவள்ளுவரே சொல்லி கேட்கலன்னா நான் சொல்லியா கேட்க போறீங்க நீந்தித்தான் நீந்தித்தான் ஆகணும் ஆமாம் என்றால் இப்படி ஆட்டவும் இல்லை என்றால் இப்படி ஆட்டவும் தெரியும் எனக்கு நீங்க தலையாட்டீங்கன்னா உம் சோ தயவு கூர்ந்து உங்களது பொற்பங்களை உங்களுக்கு திருவடிகளை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன் உருப்படியா பயிற்சியை பண்ணுங்கள் தயவு செய்து பயிற்சியை பண்ணுங்கள் எனக்கு பாருங்க நான் அப்பவே கட் பண்ணிட்டு போயிருப்பேன் எனக்கு திங்கிங் பூரா எத்தனை பேர் பயிற்சி கரெக்டா பண்ணுவாங்கறதே ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதான் ஒவ்வொருத்தோட பேஸ் ரியாக்ஷன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில பேர் தெளிவாயிட்டீங்கன்னா உங்க பேச காமிச்சு குடுத்துரும் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும் பளிச்சுன்னு ஆயிடும் எல்லா டோரும் ஓப்பன் ஆயிருக்கும்ல மென்டல் பிளாக் ரிமூவ் ஆனோன்னே அப்படி இருக்கும் நல்லா ரத்தம் ஓட்ட போகத்தானே செய்யும் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கவிமதி தெரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் சூப்பர் கவிமதி தௌசண்ட் வார்ட்ஸ் பல் பெரியது சிறப்பு சிறப்பு வித்யா பூஜாவே கண்ட்ரோலே பண்ண முடியல ஆகாயத்துலதான் பறந்துட்டு இருந்தீங்க சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம் எல்லாமே எல்லாமே இறைவன் அருள் தான் நம்ம எங்கப்பா நம்ம வெறும் டூல் தானப்பா என் பக்கம் என் கையை திருப்பி விடுறீங்க கர்மா எனக்கு சேர்றக்கா அங்க காட்டுங்க நீங்க இறைவன் அருள் நம்ம என்ன பண்றோம் நம்ம உட்காந்து பட்டனை போட்டுட்டு வேடிக்கை பாக்குறது மட்டும்தான் நம்ம வேலை கொஞ்சம் மீட்டர் எங்கேயா ஜாஸ்தி போச்சுன்னா இறக்கும் இறக்கணும் மீட்டர் ஏற்றுவோம் அவளவுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மத்தபடி மெயின் சுட்சா அவங்கதான் இறைவன் இறங்கி இருக்கிறார் நல்லா பாத்து பாருங்க எல்லாத்தையும் அவலப்படாதீங்க நேர்ல பாக்கணும்னு விருப்பப்படுறவங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சென்னைலயும் அக்டோபர் முப்பது கோயம்புத்தூர்லயும் நேரடி கிளாஸ் ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு ஆல்மோஸ்ட் சென்னை கிளாஸ் முடிஞ்சு நினைக்கிறேன் எதுக்கும் கேட்டுக்கோங்க மேபி ஒண்ணு ரெண்டு இருக்கலாம் கோயம்புத்தூருக்கு நிறைய அவைலபிள் இருக்கு விருப்பப்படுறவங்க நேரில் வந்து அட்டன் பண்ணலாம் பல பேருக்கு ஒரு டவுட் ஆன்லைன் அட்டெண்ட் பண்ண நேரில் அட்டன் பண்ணலாம் நினைக்கிறாருங்க இப்போ உங்களுக்கு நான் என்ன உங்களுக்கு பசிச்சுன்னு நீங்க சாப்பாடு கொடுத்தா பசி ஆறிடுச்சு இல்ல பசி ஆரிச்சா இல்லையா நான் கொடுத்த சாப்பாடு மறுபடியும் அங்க பசிக்குதுன்னு வருவீங்க என்ன இன்னைக்கு கொடுத்த சாப்பாடா நீ கொடுக்க மாட்டேன் வேற வேற சாப்பாடு கொடுப்பேன் அந்த சாப்பாடும் பசி ஆறேன் அவ்வளோதான் விஷயம் ஞானம்ன்றது நமக்குதான் வெளியில எல்லாம் ப்ரூவ் பண்ணாதீங்க சிறுத்தை எங்க ஓடி ஜெயிக்கணும் அங்கே ஓடிக்கலாம் நாய்கள் ஓடக்கூடிய இடத்துல சிறுத்தை ஓடி ஜெயிக்கணும் ஏதாவது அவசியம் இருக்கா சிறுத்தைக்கு தெரியணும் சிறுத்தை சிறுத்தை தான் மாதிரி இறைவனுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு இறைவனுக்கும் இடையில நோ ப்ரோக்கர் இன்க்ளூடிங் மீ எத்தனை புரிஞ்சு நான் போன போன வழி கரெக்டா இருக்கு இங்க பாருங்கப்பா இந்த வழியா வந்தீங்கன்னா இப்படி வந்துடலாம் லெப்ட் திரும்பினா பாம்பு ரைட்டு திரும்பினா சிங் சிங்கம் இங்க ஜம்ப் பண்ணணும் இங்க இப்படி வரணும் இங்க இப்படி சுத்தணும் இதெல்லாம் என்னால போட்டு தர முடியும் ஆனா நீங்கதான் நடக்கணும் நடக்கிறது நீங்கதான் நடக்கணும் என் நேரமும் அவன் பாலை இருக்க வேண்டும் அவன் அருளாலே இருக்க வேண்டும் அவன் தாள் வணங்க வேண்டும் அவனாகவே இருக்க வேண்டாம் வள்ளலார் மாதிரியே இருந்து வள்ளல்லாராயிருங்க அகத்தியர் மாதிரியே இருந்து அகத்தியர் ஆயிருங்க போகிற மாதிரியே இருந்து போகறாயிருங்க புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது எப்படி வேணாலும் இந்த பாடி மாறும் யாராக போறீங்கன்னு உங்க மொத்த வாழ்க்கை கனவா பாருங்க அதுதான் உண்மை ஏன்னா இது கனவுதான் உங்க பிரெயின் செல்ஸ வச்சு அது காட்டக்கூடிய விசுவல்ஸ் வச்சுதான் உண்மை நினைக்கிறீங்க அது போயிடுச்சுன்னா ஒண்ணுங்கமே கிடையாது வேஸ்ட் ஆஃப் டைம் டைம்ல உப்புள்ள சிக்கிட்டு இருக்கீங்க பயிற்சி உருப்படியா பண்ணுங்க ஒண்ணு எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதுங்க ரெண்டு ஜீவகாரணி ஒழுக்கம்ன்றது அதுதான் சிக்கன் மட்டன் சாப்பிடுற பழக்கத்தை விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் ஆசை ஒரு சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்ல ஒரு நாள் சாப்பிட்டு மறுபடியும் அடுத்து ஒரு ஒரு மாசம் தொடக்கூடாது அப்புறம் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் அப்பயா அதை அப்புறம் ஒரு டைம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தொடவே கூடாது விட்டுருணும் அப்படியே அப்பப்ப சாப்பிட்டுக்கங்க ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுருங்க அப்படியே நல்லா புரிஞ்சுக்கோங்க மெட்டீரியலா உங்களோட தாட்ஸ் இதுக்கப்புறம் தூக்கி குப்பையில போட்டுருங்க தயவு செய்து தூக்கி குப்பையில மெட்டீரியல் தானா வரும் அதான் ரகசியம் நீ ஆத்மாவை பிடிச்சிட்டீங்கன்னா மெட்டீரியல் வந்துடும் ஆத்மாவை எப்படி பிடிக்க முடியும் உயிர்நேயத்தோடு இருங்க எல்லா உயிர்களையும் அதுதான் பேஸ் அதான் பேஸான ரகசியம் எல்லா மந்திரத்துக்கும் மகா மந்திரம் அருபெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதிய அன்புலதான் ஏங்கிட்டு இருக்குன்றாரு வல்லதாரியன் புரிஞ்சுக்க மாட்டேங்க எல்லா சோர்ஸுக்கும் பவர் சோர்ஸ் அதாங்க பவர் சோர்ஸே அது லவ்லதான் இயங்கிட்டு எதுவுமே குணமாகல எதுவுமே சரியாகல அன்பு காமிச்சுன்னா டோஸ் ஏஜ் கொடுங்க கண்டிப்பா சரியாயிரும் டோஸ் தான் பிரச்சனை மருந்து பிரச்சனை கிடையாது எத்தனை இதுக்கு புரியுது